ஒரு ஜாடிக்குள்ள நீங்களே மழையை உருவாக்குவதன் மூலம் குழந்தைக்கு வானிலை பற்றி சொல்லித்தரலாம் இதை செய்ய உங்களுக்குத் தேவை ஒரு கண்ணாடி ஜாடி ஒரு தட்டு தண்ணி மற்றும் கட்டிகள் தண்ணிய ஆவி வரும் வரை சூடாக்கியதும் ஜாடியில ஊத்தவும் பிறகு தட்டால் ஜாடியை மூடவும் சில வினாடிகளுக்குப் பின் குழந்தை ஐஸ் கட்டிகளைத் தட்டின் மீது வைக்கலாம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சூடான தண்ணி ஆவியா மேலப்போனது அது குளிர்ச்சியான தட்டை மோதினதும் ஆவி தண்ணித் துளிகளாகத் திரும்பவும் கீழே வந்தது என நீங்கள் விளக்கம் தரலாம் பிறகு இப்படித்தான் மழை வருது என நீங்கள் சொல்லலாம் காற்றில் உள்ள நீர் மேகமாக மாறி அப்புறம் மழைநீர் துளிகளாகக் கீழே விழுது இந்தச் செயல் குழந்தைக்கு மழை எங்கிருந்து வருகிறது என புரிந்து கொள்ள உதவும்